ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னா நம்ம நம்ம சேனலுக்கு மைக்கு மவுண்ட்டு வாங்குறதாக இதாக இருந்துச்சு அதை நான் புக்காரில் ஆர்டர் போட்டுக்கிட்டேன் இதே ரேட்டு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருப்பேன் இதை செக் பண்ணி பாருங்கள் வந்து மைக்கு வேறு வேலை இருந்துச்சு வீடியோ காட்டுனா கால்ஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்பாக்ஸ் வீடியோ போட்டேன் இப்ப கூட அந்த மைக் கீழதான் பேசிட்டு நல்ல வாய்ஸ் கிளியரா இருந்துச்சு மவுண்ட் ஆர்டர் போட்ட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க